எனது அன்பான அனைத்து நண்பர்களுக்கும் வருக வரு எனது வீடியோ பார்க்கும் நண்பர்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி பண்ணிக்கேஷன் அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்க நான் சொல்லுறத கேட்டுக்கோ நமக்கு கொரோனா நோய் வராம தட்டுக்கு மாஸ்க் போட கத்துக்கோ அப்பா அம்மா நான் நீ தம்பீத்தங்க நான் சொல்லுறத கேட்டுக்கோ நமக்கு கொரோனா நோய் வர்ற தட்டுக்கு மாஸ்க போட கத்துக்கோ கொரோனா வந்ததுனாலு போட்டுட்டாங்களே இந்த கொரோனா இந்த கொரோனா இந்த கொரோனா வந்ததுனால ஃபுல்லா மேல மேல லாக்டவுன்னு போட்டுட்டாங்களே நம்மள வீட்டிலயே இருக்க சொல்லி மேல மேல லாக்டவுன்னு போட்டுட்டாங்கல்லே இந்த கொரோனால இருந்து உங்களை பாதுகாப்பது எப்படி நின்று இந்த பாட்டுல சொல்ல போறோம் நீங்களும் கேட்டுக்குங்க இந்த கொரோனால இருந்து உங்களை பாதுகாப்பது எப்படி நின்று இந்த பாட்டில் சொல்ல போகிற நீங்களும் கேட்டுக்குங்க நான் நாவ புதுசு என்ன வாழ்த்தனோ உங்க மனசு நாங்க நாவ புதுசு என்ன வாழ்த்தனோ உங்கள் மனசு அப்பா அம்மா நீ தம்பித்தங்க நான் சொல்லுறத கேட்டுக்கோ நமக்கு கொரோனா நோய் வர்ற தடுக்க மாஸ்க போட கத்துக்கோ அப்பா அம்மா நீ தம்பித்தங்க நான் சொல்லுறத கேட்டுக்கோ நமக்கு கொரோனா நோய் வர்ற தடுக்க மாஸ்க போட கத்துக்கோ பிள்ளைங்க வீட்டுல இருங்க அடிக்கடி பைக்கு மேல ரோட்டு மேல சுத்தாதீங்க நான் சொல்லுறத கேட்டுக்குங்க அப்படியே சுத்தினாலும் ஒருத்தர் இடம் போகும்போது மூணு மீட்டர் தள்ளியே இருங்க கட்டாயம் முகக்கவசம் அணிந்தே இருங்க பிள்ளைங்க வீட்டுல இருங்க அடிக்கடி பைக்கு மேல ரோட்டு மேல சுத்தாதீங்க நான் சொல்றதை கேட்டுக்குங்க அப்படியே சுத்தினாலும் ஒருத்தரிடம் போகும்போது மூணு மீட்டர் தள்ளியே இருங்க கட்டாயம் அணிந்தே இருங்க அங்க இங்க எங்க போய் சுத்தி வந்தாலும் டெடல சோப்பு போட்டு கை கிளிவி சுத்தமாக இருக்க வேண்டும் நமக்கு கொரோனா நோய் வராம தடுக்க வேண்டும் அங்க இங்க எங்க போய் சுத்தி வந்தாலும் டெட்டல சோப்பு போட்டு கை கிழிவு சுத்தமாக இருக்க வேண்டும் நமக்கு கொரோனா நோய் வராம தடுக்க வேண்டும் அவ்ள புதுசு என்ன வாழ்த்தனோ உங்க மனசு நாங்க நாவ புதுசு என்ன வாழ்த்தனோ உங்க மனசு அப்பா அம்மா நீ அண்ணி தம்பி தங்க அண்ணா சொல்லுறதை கேட்டுக்கோ நமக்கு கொரோனா நோய் வர்ற மாட்டுக்கு மாஸ்க போட கத்துக்கோ அப்பா அம்மா நான் நீத்தம் வீத்தங்க நான் சொல்லுறத கேட்டுக்கோ நமக்கு கொரோனா நோய் வர்ற அம்மா தட்டுக்கு மாஸ்கை போட கற்றுக்கோ ஏன் டிஜி தான் நான் நான் புதுசாக பாடுறேங்க நான் உங்க மனசை தொட்டு சொல்லுங்க என் பாட்டு நல்லாயிருக்கா ஏ ஆர்டிஜி புதுசா பாடுறேங்க மேல மேல லாக்டவுன்னு போட்டுட்டாங்கல்ல எங்களை வீட்டுல இருக்க சொல்லி மேல மேல லாக்டவுன்னு போட்டுட்டாங்கல்லே இந்த கொரோனா இந்த கொரோனா இந்த கொரோனா மேல மேல மேலே லாக்டவுன்னு போட்டுட்டாங்களே எங்களை வீட்டிலையே இருக்க சொல்லி மேல மேலே லாக்டவுன்னு போட்டுட்டாங்களே நான் அவ்வளோ புதுசு என்ன வாழ்த்தனோ உங்க மனசு நாங்க அவ்வளோ புதுசு என்ன வாழ்த்தனோ உங்க மனசு அப்பா அம்மா அண்ணன் அண்ணி தம்பி தங்க அண்ணா சொல்லுறத கேட்டுக்கோ நமக்கு கொரோனா நோய் வர்ற மத்த மாஸ்க போட கத்துக்கோ அப்பா அம்மா நான் நீத்தம் பீத்தங்க நான் சொல்லுறத கேட்டுக்கோ நமக்கு கொரோனா நோய் வர்ற தட்டுக்கு மாஸ்க போட கத்துக்கோ புதுசா பாடுற தொட்டு சொல்லுங்க என் பாட்டு நல்லாயிருக்கா ஹலோ எப்படி இருந்துச்சு என்னோட சாங்கு என்னோட சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சாங்க நீங்கள் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாமல் இருந்தால் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் கூடிய ஒரு பெல்லைக்கன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே ஆல் நோட்டிஃபிகேஷனாக தெரியும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் மை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் ப்ளீஸ் சப்போர்ட் மீ ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்